Hi Friends! Welcome to கலஞ்சேப் இந்தியன் ரூபாய்கள் பற்றியும் நமக்கு தெரியும் எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு after ஆஃப்டர் reserve bank பத்து ரூபாய் தாலிலிருந்து ரெண்டாயிரரூபா தால் வர வெளியிடுறாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரரூபா நோட்டு இது என்ன கலர்னு கேட்டால் நம்ம எல்லாேருக்கும் பிங்க் கலர்னு தான் சொல்லுவோம் இது மாதிரி ஐநூறுரூவா நோட்டு கிரே கலர் இரநூறுவா நோட்டு ஆரஞ்ச் கலர்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ரூபாய் நோட்டுகள் அஃபீஷியலாக என்ன கலர்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபாய் நோட்டு சாக்லேட் ப்ரௌன் கலர் இருபது ரூபாய் நோட்டு க்ரீனிஷ் எல்லோ கலர் ஐம்பது ரூபாய் நோட்டு ஃப்ளோரஸன் ப்ளூ கலர் நூறுரூவாய் நோட்டு லாவெண்டர் கலர் இரநூறுவா நோட்டு எல்லோவிஷ் ஆரஞ்ச் கலர் ஐநூறுரூவா நோட்டு ஸ்டோன் கிரே கலர் ரெண்டாயிரரூபா நோட்டு மெஜெண்டா கலர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்